என்னுடைய உயிரோடு கலந்து வாழுகின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எப்போதும் நினைஞ்சதுல குரல் இதாயிருச்சு கரகரன் தம்பி ஹுமாயின் அதுக்குதான் பயன்தான் எனக்கு அவருக்கு மாதிரி குரல் மாதிரி ஆயிடுச்சு எது உண்மையான சமூக நீதி எதற்காக இந்த குடிவாரி கணக்கெடுப்பு அவசியம் இதை இந்த கோரிக்கையை இதற்கு முன்பு வலியுறுத்தி போராடியவர் நம்முடைய மதிப்பிற்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் நம் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஆனாலும் அவர்கள் கணக்கு எடுத்தபாடு இல்லை ஆனால் நாம் கணக்கு எடுக்கும் வரை விடுவதாக இல்லை இவர்கள் எடுக்கவில்லை என்றால் நாம் வந்து எடுத்து நாம் முடி தை முடிய உறவுகளின் அடிப்படையில் அதே குடியின் அடிப்படையில் எனக்கு அவையெல்லாம் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இடஒதுக்கீடு என்கிற முறை கொண்டுவரப்பட்டது ஒரு நாட்டின் கல்வி அதிகாரம் நாட்டின் வளம் இது மூன்றும் அந்த நாட்டில் வாழ்கிற மக்களின் விகிதாச்சார எண்ணிக்கை அதாவது குடிகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அந்த மக்களுக்கு கிடைக்க செய்வது உண்மையான சமூக நீதி புரிஞ்சுக்கணும் ஆனால் இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்த இந்த திராவிட கட்சிகள் இரண்டு பெருங்கட்சிகளும் வெற்று வார்த்தையில் சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி என்று பேசிக்கொண்டு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் பெரும் அநீதியை இழைத்து விட்டது என் அன்பிற்குரிய என்ன கொடுமை என்றால் இவர்கள் இருவரும் ஒற்றுமையாக இல்லை அதுதான் இதற்கு பிரச்சனை தாழ்த்தப்பட்ட மக்களோடு பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒன்னா போய் நின்னால் இவனோடு சேர்ந்து நாமளும் நம்மளும் தாழ்த்தி தாழ்த்தி வைக்கப்பட்டு விடுவோமோ என்ற அச்சம் அதற்கு காரணம் என்ன நமக்கு சொல்ல வர நாம் அதிகாரத்தை கைப்பற்ற அரசியல் வலிமையை பெற இந்த பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களையும் ஒன்றிணைக்கிற ஒரு அரசியலை நாம் செய்தாக வேண்டும் உண்மையிலேயே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு பெற்று தந்த பெருந்தகை நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயாவை ஆனமுத்தவர்கள் தான் இவர்கள் யாரும் இல்ல கவனிச்சு அரசியலமைப்பு சட்டப்படி 14 மக்கள் பழங்குடிகள் பழங்குடி மக்களுக்கான இடஒதுக்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இருக்குது வெள்ளக்கார ஆங்கில அரசு கொடுத்துருச்சு இந்த பட்டியலின மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் வெள்ளக்கார ஆங்கில அரசை கொடுத்துருச்சு ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இல்ல அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு வரை இல்லை வாங்கி கொடுத்த பெருந்தகை நம்முடைய வணக்கத்திற்குரிய பெருமகன் மறந்துவிடக்கூடாது பிற்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடக்கிற இந்த மக்களுக்கு அதாவது மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்திய ஒன்றிய பெருந்தேசத்தில் வாழ்கிற அத்தனை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கிளம்பி போய் அங்கு போய் இந்தியா இந்தியாவில் போய் பிரதமரை பார்த்து குடியரசுத் தலைவரை பார்த்து அமைச்சர்களை பார்த்து பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து சமூக தலைவர்கள் அதாவது சாதி அமைப்பு தலைவர்களெல்லாம் சந்தித்து அவர்கள்தான் பேசி பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய உரிமை அவர்களுக்கான இடஒதுக்கீட்டின் அவசியத்தை எடுத்து பேசி ஒரு பெரும் கிளர்ச்சியை செய்து அரும்பாடு ஆற்றினார் அவர் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல மண்டல் குழு அமைக்கப்படுது மண்டல் கமிஷன் கேள்விப்பட்டிருப்பார் அவர் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறார் எண்பத்தி ஒன்பதுல அறிக்கை தாக்கல் செய்கிறார் அதற்கு பிறகு அவர்கள் பிரதமராக வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் தான் நடைமுறைப்படுத்தப்படுகிறது அமுல்படுத்தப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு வரை ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை இப்ப வரைக்கும் நாங்க ஒரு கணக்கு சொன்ன பாருங்க ரெண்டாயிரத்தி புள்ளி விவரப்படி இந்திய மைய அரச ஒன்றிய அரசு எவ்வளவு விழுக்காடு முக்கிய முதன்மை பணிகளில் வேலைவாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் பலனை அனுபவிக்கிறார்கள் அஞ்சு விழுக்காடு உயர் சாதியினர் உயர் வகுப்பினர் எழுபத்தி விழுக்காடு அவர்கள் இட வாய்ப்பை பெறுகிறார்கள் அவர்கள் மொத்தம் எண்ணிக்கை எவ்வளவு பதினேழு புள்ளி அஞ்சு விழுக்காடு தான் ஆனால் எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு விழுக்காடு அவர்கள் வேலை வாய்ப்பில் அனுபவிக்கிறார்கள் இடத்தை பெக்கு மேலாக வாய்ப்பழங்கு மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருபத்தி அஞ்சு விழுக்காடு தான் அனுபவிக்கிறாங்க பதினேழு விழுக்காடுதான் ஒரு விழுக்காடு அவர்கள் வாய்ப்பை இழக்கிறார்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அம்பத்தி விழுக்காடு இருக்காங்க வாய்ப்பை பெறுகிறதை நண்பிற்குரியவர்களே வெறும் அஞ்சு புள்ளி நாலு விழுக்காடுதான் வெறும் அஞ்சு புள்ளி நாலு விழுக்காடுதான் இதனால தான் நாம் வந்து போராட்டத்தை இந்த போராட்டத்தை தொடரும் மிக எளிமையாக நாம் கேட்கிற குடிவாரி கணக்கெடுப்பு ஏன் மிக எளிமையாக நான் உங்களுக்கு விளக்குறேன் அஞ்சு பேர் இருக்கிற ஒரு வீட்டுக்கு ஐம்பது பேர் சாப்பாடை நீங்க அனுப்ப தேவையில்லை வீட்டுக்கு அஞ்சு பேருக்கு முறையில் நிலம் என்னது வேளாண்மை செஞ்சவன்னா காய்கறி என்னது நீ பறிச்சுக்கிட்டு வந்து தரையில போட்டு கூறு கட்டி இந்த கேள்வி நீங்க வீட்டுக்கு அஞ்சு பேர் விருந்தாளி வந்தால் அவர்கள் இதுதான் உண்மையான சமூக நீதி என்ன சாதி ஒழிக்கணும் ஆனா இப்படி குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுங்கிறாங்க குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலைன்னா சாதி ஒழியாத ஒழிஞ்சிருமா சொல்லு எடுக்கணும் ஒளிஞ்சிருமா நாங்கள் கேட்பதான் உண்மையான சாதி ஒழிப்பிற்கான முயற்சி முயற்சி நான் கேட்கறது என்ன தெரியும் சாதி வாரியாக எடுக்கணும் மொழி வாரியம் எடுக்கணும் என் கம்பி மாசு அஞ்சு இஸ்லாமிய கன்னட முஸ்லீம் தெலுங்கு முஸ்லீம் பீகார்ல இருந்து ஒன்னு முஸ்லீமு குஜராத் முஸ்லீம் எந்த முஸ்லீமுக்கு மூணு புள்ளி அஞ்சு புள்ளி ஒன்னு கூட அப்ப மொழி என்ன என்ன கோண எவ்வளவு முத்தரை எவ்வளவு தேவரை எவ்வளவு தேவர்னா கல்லறை இவ்வளவு மரவறை இவ்வளவு அகமுடைய எவ்வளவு படையாச்சி எவ்வளவு கவுண்டர் எவ்வளவு என்ன எண்ணிக்கொடு யாராவது நாங்க எழுத்து போராடுனா செருப்ப கழ்த்தி அடி அடி கேட்டா பாரு நானும் சொல்றேன்னு எங்க ஐயா ராமதாஸ் இருபது விழுக்காடு கேட்கிறாரா கொடுக்காத அவர் கேட்கிறாரில் குடிவாரி கணக்கெடுங்க சாதி வாரி என்ன உண்மையிலேயே படையாட்சி வன்னியர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் என்று எண்ணுங்கள் அதுக்கு ஏற்ப நீங்கள் இடஒதுக்கீடு ஏன் இவர்கள் எடுக்க மாட்டார்கள் சமூக நீதி பேசுகிற பெரியார் மண் என்று பேசுகிற இவர்கள் எடுக்க மறுப்பதை பீகார்ல சமூக நீதி பெரியாரெல்லாம் பேசாத பீகாரில் நிதிஷ்குமார் எடுக்கிறார் நிதிஷ்குமார் செய்வதாலமாக எங்களை எப்படி வஞ்சித்து ஏமாத்தி இருக்கிறீர்கள் தமிழ் பெருங்குடி மக்களுக்கு தெரிந்துவிடும் என்பதற்காக யார் யாரு எவ்வளவு உங்களுக்கு தெரியுமா டிநோட்டி 63 63 குடிகள் குடிகள் தம்பி யார் மைய அரச நிதி அளவு குறை என்னை வந்துடா இதுல கூட்டி வந்து என்னை போராட விட்ட ஏதாடா நம்ம இருக்க இந்த வேலையை செஞ்சு விட்ட பெருந்தக யாரு தெரியும் டாக்டர் கலைஞர் முத்தமிழறிஞர் அவர்கள் பார்த்த வேலைதான் இதெல்லாம் அவர்கள் பார்த்த மனவாடுகளாக சேர்த்து மஞ்சள் குளிச்சு கால இதுல என்ன சிரமம் என்ன முத்திரையர் எவ்வளவு என்ன கோணார் எவ்வளவு என்ன நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்ல எம்ஜிஆர் அவர்கள்ட்ட போயிட்டு ஒவ்வொரு சாதிய தலைவர்களையும் கூப்பிட்டு எவ்வளவு இருப்பீங்கன்னா நாங்கள் ரெண்டு கோடி நாங்கள் மூணு கோடி நாங்கள் ஒன்றரை கோடி நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக கணக்கு பார்த்துருக்காரு இருபத்தஞ்சு கோடி வந்திருக்கு அப்போவே தலை சுற்றிட்டார் அவர் என்னடா அவர் ஏன் எடுக்கலைன்னா என் இனம் சார்ந்த தலைவன் எவனும் இந்த நிலத்தை ஆடலை அதனால் எடுக்கலை இப்போ நான் பேசுகிற வழி நான் பேசுகிற வழி இதன் மொழி உங்களுக்கு புரியாது இது பாரு ஒரு கருத்து படம் வந்திருக்கு ஒரு படம் வந்திருக்கு எடுத்து போட்டிருக்கேன் தம்பி அதை பாரு தமிழ்நாட்டை ஆண்ட பிறமொழியார்களின் நினைவிடம் கடற்கரையில் எப்படி இருக்கு ஒரு சாஞ்ச சிவலிங்கம் உடஞ்ச கூரை ஒடஞ்ச கூரை பாரு உனக்கு பார்க்கும் போது உனக்கு வழி இருந்தால் என் மொழி உனக்கு புரியும் இல்லைனா உனக்கு புரியாது இதுல ஒரு சிரமம் இல்லையே நாங்கள் தானே கேட்கறோம் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் கேட்கறோம் என்ன என்ன என்ன எனக்கு எவ்வளவுன்னு சொல்லு நான் வாங்கிட்டு கும்பிட்டு போயிட்டே இருக்கேன் நீ என்னவும் மாட்டா கொடுக்கவும் மாட்டா ஆனால் நான் வந்து எண்ணாம கொடுக்காம விடவும் மாட்டேன் நீ என்னை மிரட்டி இல்லை நாற்பது விழுக்காடு நாங்கள் இருக்கோம் ஆ அப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம் அதனாலதான் மொழிவாரியாகவும் கணக்குடு நீ ஆந்திர எனக்கு இனம் பேரன்பிலும் பெருந்தன்மையிலும் பிழை செய்து விட்டது விழுந்து விட்டோம் என் அன்பிற்குரியவர்களே எங்கள் முன்னவர்கள் பேரன்பிலும் பெருந்தன்மையிலும் பிழை செய்து விட்டார்கள் வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் கேரளா ஆந்திரா கர்நாடகா என்ற சொல்லாடல் இல்லை வந்தவரை எல்லாம் வாழ வைக்கும் தமிழகம் என் தாயகம்தான் வந்தவன் போனவெல்லாம் ஏறி மிதிச்சு எச்சீக்காரி துப்பிட்டா இதுதான் நடந்தது ஆனால் பன்னெடுங்காலமாக வீழ்த்தப்பட்டு ஆழ்தலத்தில் அழித்து வைக்கப்பட்ட அடிமை தமிழ்ச் சமூகத்தின் மக்கள் கிளர் காலம் இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம் என்ன பிரிவினை அது மொழிவாரி கணக்கு எடுத்தவங்க ஏ அச்சப்படுறாங்க எதுக்கு அச்சப்படுறாங்க என்ன பிரச்சனை இந்த நாட்டில் ஏ, நான் பேரன்புக்காரன் என் பிறவி நான் நேயன் நான் உயிர் உலகில் இப்படி ஒரு இனம் காட்டு பார்ப்போம் இப்படி ஒரு இனம் நாங்கள் தமிழர்களுக்கு மட்டும் இதை கேட்கல இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமைக்காக பேசுவேன் நாங்கள் உலக பொதுமைக்கு அரசியல் செய்கிற பிள்ளைகள் கும்பிற சாமிக்கு அரசை செய்யற கூட்டம் இது வாழ்கிற பூமியை காக்க அரசியல் செய்ய வந்த பிள்ளைகளினுடைய கோரிக்கை இது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் வல்லனார் பெருந்தகை பெருமானார் பயிருக்கும் உயிருக்கும் என்று வாடி நின்ன எங்க பாட்டனர் காக்கை குருவி எங்கள் சாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க கலியாட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லைங்கிறான் பெரும்பாவலன் பாரதி புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் புரட்சி பாவலன் பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் அப்படி பாடல எங்க மறை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று பாடல பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக எல்லோரும் கல்லுமாவிலே கோலமிட்டீர்கள் உலகத்திலே என் இனக்கூட்டம் அரிசி மாவிலே கோலமிட்டது காரணம் ஈக்கும் எறும்புக்கும் அது இரையாக இருக்கட்டும் என்று இறைக்கு முன்னு விலங்குகள் இருக்கிறது தமிழ் பெருங்குடி மக்கள் வழிபடுகிற எந்த தெய்வத்தின் முன்பு விலங்குகள் இல்லை ஆதி பெரும்பாட்டன் சிவனை வணங்குவதற்கு முன்பே நந்தியை வணங்கி விட்டு தான் அவனையான் அவனுக்கு காலையை முருகப் பெரும்பாட்டனுக்கு அங்கே மயிலை வாகனம் சேவலை கொடியில் வச்சான் இப்படி எல்லாம் காரணம் என்ன உயிர்ம நேயம் உயிர் மென்னேயும் கடையில் வள்ளல்களில் ஆகச் சிறந்த வல்லன் பாரியும் பேகனும் தான் அப்படின்னு புறப்புறதை பாடுது ஏழு வல்லன் இருக்கா பாரி ஓரி காரி ஆய் நெல்லி அதிகமாக ஏழு வல்லல்கள் இருக்கு ஆனால் இந்த ரெண்டு பேரும் சிறந்தவன் ஒருவன் கேட்கும் கொடுப்பது கொடை ஆனால் அது சிறந்த கொடை ஆகவில்லை ஏன் கேட்கும் போது அவன் தன்மானத்தை விடுகிறான் எனக்கு பசிக்குது சாப்பிட காசு விடுங்க கையேந்தும் போது அவன் தன்மானம் போய்விடுகிறது அது கொடுத்தால் அந்த கொடை சிறந்த கொடை இல்லை கேட்காமல் கொடுப்பது சிறந்த குடைதான் ஆனால் அதனிலும் சிறந்த கொடை ஒன்று இருக்கு அது என்ன கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பது அப்படித்தான் பாரி முல்லை பாரி முல்லை கொடிக்கு தேரை நிறுத்தி சென்றதும் பேகன் மயிலுக்கு போர்வை பொறுத்ததும் இப்படித்தான் பைத்திக்கோர்களின் உயிர்ம நேயம் இந்த வழி வழி வந்த வீரத்தமிழ் மானத்தமிழ் பிள்ளைகள் நாங்கள் அதனாலதான் இரும்பு காக்கை உருவி கொக்கு நாய் நரி நண்டு எல்லாத்துக்கும் அரசியல் பேசுகிறோம் நீ என்ன பயந்துகிட்டு இனவெறி நான் பேசுவது இனவெறி என்ன இனவெறியன் என்று பேசுற நீ என்னவெறிய நீ என்னவெற இனவெறிய நீ சொல்ற இந்த மண்ணின் மகன் இந்த மண்ணின் மகன் இந்த மண்ணின் மக்களுக்கான அரசியலை பேசுவதை நீ எப்படி இனவெறியெல்லாம் எப்படி நான் பேசுகிற அரசியல் உனக்கு இனவெறியாகப்பட்டால் இதை விட எனக்கு பெருமைக்குரிய ஒன்று இல்லவே அப்ப என்ன நமக்கு உணரும் தெரியுமில உண்மையிலே நல்ல தமிழ் தாய்க்குன்னு தமிழ் தாக்குனு பிறந்திருக்கோம்னு அது உறுதி செய்ய நீ உனக்காக பேசுற நான் எனக்காக பேசுற ஒரே மாதிரி நீங்கள் அரசியல் பேசுறீங்க அதை நாங்க பேசும்போது அது உங்களுக்கு விளவெருப்பு வருது பன்னெடுங்காலம் ஏமாத்திட்டீங்க முடிச்சிட்டிங்க இப்ப பாருங்க பெரிய பெரியார் அவர்கள் சொல்றாங்க ஒரு ஒரு வகுப்பினன் இந்த நாட்டின் வகுப்பினர் தன் வகுப்பிற்கு உரிய இட வாய்ப்பை வேலை வாய்ப்பை போராடி பெறலைனா அவன் மானம் இழந்தவனாவான் இப்ப நான் இழந்தவனா இருக்கவா மானம் உள்ளவனா போராடவா இதன் கேள்வி ஒரு வகுப்பை சார்ந்தவன் வஞ்சகமான அறிவை பெற்று அந்த வகுப்பை வேற ஒரு வகுப்பினர் சுரண்டுவதை பார்த்து கொண்டு இருந்து மறைந்து போவானால் அவன் மானம் வீரம் அறிவு உள்ள ஒரு மனிதனா என்று கேட்கிறார் அதைதான் நானும் கேட்கிறேன் மானம் வீரம் அறிவு உள்ள நான் என் வகுப்பை பிற வகுப்பு சுரண்டுவதை பார்த்துக்கொண்டு மடிந்து போக விரும்பவில்லை கேட்கிறது நீங்க சொல்றத திருப்பி நான் உங்களுக்கு சொல்றேன் கணக்கு எடுங்க அதன்படி கொடுங்க அதன்படி கொடுங்க கல்லர் எவ்வளவு மரபர் எவ்வளவு கவுண்டர் எவ்வளவு அகமுடையம் பெறும் பெரிய எண்ணிக்கை இருந்துட்டு போனா ஏன் அண்ணன் தம்பி மாமச்சின்னதான இருக்குது என்னை விட அவனுக்கு கூட கிடைக்குது அடிப்படையில் நான் ஒரு கோடி இருக்கேன்னா ஒரு கோடிக்கு என்னவா எனக்கு வந்துருது பிரச்சனை இல்லையே நீங்க ஒரு குடும்ப அட்டைக்கு பத்து கிலோ அரிசிங்க ஒரு குடும்ப அட்டைக்கு பத்து கிலோ அரிசி ஒரே ஒரு கிழவி மட்டும் இருக்கு வீட்டில் அவளுக்கு பத்து கிலோ அரிசி பத்து பேர் இருக்கான் ஒரு வீட்டில் அந்த அட்டைக்கும் பத்து கிலோ அரிசிங்க இது சமூக நீதி தானு நியாயமான பகிர்வா உங்க மனசான்ற சொல்லுங்க இது எவ்வளவு அநீதி அதுதான் இவ்வளவு காலம் நடந்துகிட்டு இருக்கு அதை மாத்துறது தான் இந்த போர் வரி நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போற நம்ம அம்மா இருக்குல்ல அது என்ன வரியை கட்டுதோ அதே வரி தான் அம்பானி அதானி பொண்டாட்டியும் கட்டுறான் இதுல ஏதாவது ஏதாவது சமத்துவம் இருக்க சமத்துவம் சமத்துவமான இடத்தில் சமத்துவத்தை பேசுவது என்பது தன்மையை நீடித்து நிற்கச் செய்வதாகும் என்று பி வி மண்டல் சொல்றன் தலைவர் சொல்ற மோடி சொல்றாரு முன்னேறி போய் சமூக நீதி சமூக நீதி நீ சாதி கூடுதலா கேட்டார் நான் எதிர்த்து போராடுறேன் அவர் மகன் போராடுறேன் நூறு லட்டு தான் இருக்கு பத்தல இன்னும் பத்து லட்டு உருட்டு என்ன என்ன கட்டு போச்ச உருட்டு உனக்கு முடியலையா மாவை நாங்க உருட்டு என்ன பிரச்சனை வேணா உருக்கி சாப்பிட்டு எங்களை வந்து வெற்றி வெட்டிப்பி மதி சொன்ன மாதிரி எனக்கு பங்கீடுதான் அவனுக்கு ஒதுக்கீடு கொடு எங்க என்ன கொடுத்திருக்க சொல்லு மகாராஷ்டிர இருபத்தி ஆறு லட்சம் எனக்கு என்ன இருக்கு கர்நாடக ஒன்னே கால் கோடி நாங்க எனக்கு என்ன கொடுத்திருக்க தேவேந்திர என்ன அவனுக்கு அவனை பட்டியல் பிரிவுல இருந்து எடுவன தாழ்த்தப்பட்டவன் எவனையாவது சொன்ன நான் வச்சிருக்கேன் பாரு அப்பா இறந்து போயிட்டார் அப்பா அவரோட செருப்பு என்னோட இதுல வச்சிருக்க பாதுகாத்து வச்சிருக்கேன் சொல்லிட்டு தமிழன் தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததுனாலே தமிழன் பெருமைக்குரியவன் நான் பெருமைக்குரியவன்டா நாங்கள் எனக்கு பாடம் நடத்தாத நான் உலகப் பிரிய பாடம் புரியுதா தம்பி அண்ணாமலை வந்து அவர் என்ன கழிவு கேட்டாலும் சொல்றார் என்ன பெரிய ஞானி தம்பி அறிவது அறிவு உணர்வது ஞானம் நான் உணர்வேன் எதையும் உணர்வேன் என்ன சொல்றது கிண்டல் அடிக்கிறான் செய்யல அது எனக்கு தெரியும் நீங்கள் உங்காலும் எட்டாண்டுகளாக என்ன பண்ணாது ஒவ்வொருத்தராக ஒரு அருள்ஸ் எங்கள் ஊரில் இருந்து கார்குடி அவன் வந்து நம்ம ஐயா நம்ம ஐயா கவிப்பேரரசை சுடிதார் கவிஞர்ட்டார் எங்களால் தான் சுடிதார் போடுறாரு உங்கால் பொம்பளைக்கு போடுற லெகின்ஸை போட்டாலே பயிற்சி கார அதை கவனிடா அது பெண்கள் போடுறதா அதை போட்டு சுட்டிட்டு அதாவது எல்லா நாட்டுக்கும் வேற போட்டு போறாரு கேவலம் இவங்க அன்னைக்கு ஐயா பிறந்தல இருக்கு மாலை போட்டுருந்தேன் கேள்வியாக கேட்டாங்க அத பாதுகாப்புக்கு இந்த காவலர் இவர்கிட்ட வாங்கிக்கட்டுக்குன்னே வார்த்தையை கொடுத்துட்டு போறாங்க அது அது பிரச்சனை இருக்கு சாமி எங்களுக்கு பாருங்க வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூரும் நல்லுலகு தொல்காப்பியம் பாடுது அதை விட உலக ஒரு சான்று உனக்கு தேவையில்லை பகுரொளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதி வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன்வாளி என்று சிலப்பதிகாரம் படுது உலகத்தை கட்டி ஆண்ட இனத்தின் பிள்ள ரிச்சர்டு மார்டினும் டோனி ஜோசப்பும் ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் தெற்காசிய முழுமைக்கும் நிறைந்து வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் மற்றவர் எல்லாரும் பந்து குடியேறியவர்கள் தன் ஆய்வு கற்றுகளை நிறுவிருந்தான் கற்ற இருக்கு படிச்சுப்பாரு மனிதன் உலகில் முதன் முதலாக பேசிய மொழி தமிழ் என்று அலெக்ஸ் குலியர் மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறாரு அமெரிக்க மொழியில் ஆய்வறிஞர் இந்த பீச்சைக்காரன் நம்மளை வந்து நாடுன்னு பேரில்லை தமிழ்நாடு பேரு செந்தமிழ் நாடும் என்னும் போதனிலே தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற தாய் என்று வள்ளுவன் தன்னை உலகனு நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் எனும் ஆழம்படை தமிழ்நாடு பல இடத்துல தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடு பைத்திய காரங்க நான் ஏன் அரசியல பேசுறேன் நான் தமிழன் இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா நீங்க இந்துவா இந்து யாரு அது ஒரு வழிபாட்டுக்காக ஏற்றிருக்கிற சமயங்கள் சமயம் அது முதல்ல அதுவாய் அடையாளம் அதுவாய் அடையாளம் அமெரிக்காவில் இறங்கினா பூவாரியூ ஐ எம் இந்து அருகில் மென்டல் ஹாஸ்பிட்டல் செத்து போட அங்க போனி சொல்ல முடியாது பதில் நான் சொல்ல போகிறாய்க்கு தமிழ எத்தனை முறை என்னை வெளிநாட்டுல வச்சு கைது பண்ணிட்ட நினைக்கிறீங்க ஒரு ஒரு தரவை கூட என்னை ஒரு மொழிபெயர்ப்பாளர் கூட்டி தெரியுதுக்கும் போட்டு குழப்பிக்காதீங்க அப்துல் கலாமுக்கு தமிழ் வேற மொழி தெரியாதுன்னா உலக நாடுகள் அவற்றை பேச தமிழ் கத்துக்கிட்டு வரும் மராடான கால்பந்து விளையாட்டு அவர் கேரளாவுக்கு வந்தாரு பயிற்சி கொடுத்த அவரு இந்த கையில் சேகைவாரா பச்சை குத்திருப்பாருன்னா அப்போ பனியன் போட்டு சுத்திட்டு இருப்பேன் அதே மாதிரி ஒரு தம்பி ஆனந்த ஜூனியர் ஹோட்டலில் வேலை செஞ்ச தம்பி வந்து அந்த பனியன் போட்டு போயிட்டான் அவருக்கு முன்னாடி நிறைய பத்திரிகையாளர் கேட்குறாங்க அவருக்கு பேட்டி கொடுக்கல சேகைவாரா பனியனை பார்த்து நான் உனக்கு மட்டும் பேட்டி தரேன் அவன் கேட்குறான் உங்களுக்கு ஆங்கிலம் தெரியல அவமானமா இல்லையான்னு சிரிக்கிறாரு ஏ என் தாய்மொழி தெரியலனா தாண்டா எனக்கு அவமானம் அடுத்த எனக்கு என்ன என் தேசியம் நான் இந்திய நாட்டின் வாழ்கிற குடிமகன் போட்டு கடல் சீட்டில் பாஸ்போர்ட்ல சிட்டிசன் என் நேசனாலிட்டி தமிழ் எடுத்து வேலை செய்யணும் எல்லா மைய நிறுவனங்களிலும் இருநூத்தி தொண்ணூத்தொன்பது பேர் எடுத்துக்கான் வேலைக்கு ஆளு ஒருத்தம் கிடையாது ஒரு தமிழனுக்கு வேலை கிடையாது மருத்துவமே படிக்க முடியாத நிலைக்கு தள்ளிட்டான் முடிச்சுட்டான் மருத்துவ கனவை ஒரு பேசிட்டு வெளியறி குந்திட்டு சொல்லு உரிமை சிங்க உலகத்தில் எல்லா பயிலும் அவை தாய்மொழியில் பேசிட்டு இருக்கா நான் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிட்டு இருக்கேன் புரிதா நாங்கள் ஒரு பேரினத்தின் பெருமக்கள் எங்களுக்கு வாய்ப்பு இழந்து நிக்கிறோம் பன்னெடுங்காலமாக அந்த வழியை உணர்ந்து நிக்கிறோம் வருங்கால என் பிள்ளைகளுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் முத்தரையா இருக்கிற பத்து பொட்டல சாப்பாடக் கொடு போதும் போதும் அதே அவர் பெரிய கொடைவள்ளல் பரம்பரை மாதிரி கருணாநிதி ஐயா உனக்கு மூணு முதல்லு முதல்ல போட்ட பிச்சை போட்ட பிச்சை எனக்கு ஓட்டு பிச்சை எடுத்துல அந்த பிச்சை அதுலதான் நீ உட்கார்ந்து பாருங்க என்ன நம்ம பேராவத்தை பதினஞ்சு ஆண்டுகள் தொடர்ச்சியாக அந்த நிலத்தில தங்கி வாழ்ந்தால்தான் அவனுக்கு வாக்குரிமை கொடுக்குது குடும்ப வந்த உடனே அவனுக்கு குடும்ப ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு எல்லாம் அதுக்கு தான் வருது இதுக்காக தான் ஒன்று வரான் நல்லா கவனிச்சு இப்ப வாக்குரிமை கொடுத்துறோம் இப்ப ஒன்றரை கோடி பேர் ரெண்டு கோடி பேர் வந்துட்டான் வட இந்தியா வந்துட்டான் இப்ப ரெண்டு கோடி பேரும் வாக்குரிமை பெற்றான் இந்த நிலத்தின் அரசியலை இந்த நாட்டின் அதிகாரத்தை அவன் தீர்மானிப்பான் இது இந்தி பேசுகிற இன்னொரு மாநிலமாக மாறிடும் ஏற்கனவே இங்கிலாந்து நாட்டின் இன்னொரு மாநிலமா இருக்கு கடத்தல தமிழ் எங்கேயுமே தமிழ் கிடையாது அப்ப எவ்வளவு பெரிய ஆபத்தாகும் ஈழத்தில் என்ன நடந்ததோ அது இந்த நிலத்தில் நமக்கு நாளைக்கு நடக்கும் அங்க ஒரு புரட்சியாளன் இருந்தான் ஆயுதமேந்திய கிளர்ச்சியை செய்ய தமிழினர் ஒரு மாபெரும் வீரன் பிறந்திருந்தான் எழுந்தான் ஆனா இங்க அடிச்சு விரட்டப்படுவோம் ஈழத்தில் அடிச்சு விரட்டப்படும் போது வந்து அகதியாக நிக்க ஒரு தாயில இருந்ததுக்கு தூக்கம் வராது நமக்கு வராது அப்ப நம்ம என்ன செய்யணும் தயாராகணும் விரைவில் அதிகாரத்தை கைப்பற்றணும் வடகிழக்கு மாநிலங்களை பக்கத்துல என் தம்பி சொல்றான் சிவகையில் என்னடா பண்ற விவசாயம் செங்கல் சொல்ல வச்சிருக்கேன் வங்காளி வங்காளத்திலிருந்து ஒரு பத்து பேர் வந்து கல்ல இருக்கிறாங்க அருமையா இருக்கிறாங்கன்னு உட்காந்துக்கான் ஏண்டா நம்ம ஆளுங்க ஆ நம்ம ஆளுங்க ஆறுக்க மாட்டேங்க வர மாட்டேங்க ஏன் இந்த நூறு நாள் வேலை திட்டம் ஒரு பையன் பேச்சு கொடுத்துருக்காங்க அவங்க வந்தா ஒரு நாலு ஏக்கரை ஒரு ரெண்டு நாள் நட்டுறாங்க அப்புறம் நாலாயிரம் தான் கேட்கறாங்க நம்ம ஆளுங்க வந்தா ரெண்டு ஏக்கரை நாள் நடுறாங்க அப்புறம் காசு அதிகமாக கேட்கறாங்க பதினோரு மணிக்கு தான் வேலைக்கே வர்றாங்க பன்னெண்டு மணிக்கு சாப்பிட போறாங்க வெளியேற்றப்பட்டு வரலாற்றிலிருந்து வெளியேற்றப்பட்டு வழிபாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டு கடைசியாக உழைப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டால் அந்த இனம் வளர் இப்ப நீ உழைக்கிலிருந்து வெளியேறி இலவசம் இலவசம் இலவசம்னு கொடுத்து கொடுத்து உங்களை ஏமாத்தி முடிச்சு தள்ளித்தான் நம்மளை உழைக்க இனிமே உழைக்கு நம்ம போனா கூட உடம்புல தெம்பில் உடம்புல தம்பி அந்த கொரோனா நேரத்தில் டாஸ்மாக் மூடி இருந்து திறந்தாங்க பாருங்க அப்போ ஒரு தல நாலஞ்சு போத்தல போட்டு அய்யோ நான் சொர்க்கத்துக்கு போயிட்டேன்ற குடி செத்து போவாய்டா இப்ப முதல்ல பாருங்க அப்ப அவன் எங்க இருக்கான்னு பாருங்க உழைக்கிற திறனற்றவர்களாக கஞ்சா ஆவின் போதைக்கு மாத்திரைகளுக்கு மதுவுக்கு அடிமையாக்கி ஒரு தலைமுறையை உருவாக்கிடுச்சு இந்த நாடு பாலின் சந்தை மதிப்பு மூணு லட்சம் கோடி இருக்கு வா மாடு வளர்க்கலாம்னு கூப்பிட்டா ஐயாச்சும் பாருங்க மறுபடியும் மாடுமைக்க போடுறாருன்றாங்க அப்படின்றாங்க நான் சொல்லும் போது கேட்கல பால் ஒரு முழுமையான உணவு என்கிட்ட பால் இருந்தா என் நாட்டில் பசின்னு இருக்காது எந்த திரவ உணவு கழிவு வராது பால் சாப்பிட்டா கழிவு வரும் ஏன்னா நம்ம நம்ம வந்து பால் ஒரு முழுமையான உணவு சத்தான உணவு இதை பால்ல பெரிய பொருளாதாரம் இருக்கு ஹே சொல்றாரு அது வந்து பாருங்க அவர் பேசுறாரு பாலில் பெரிய சந்தை இருக்கு அதுல நம்ம அதுல அதுலயே நம்ம பொருளாதாரத்தில் தண்ணீரை அடைஞ்சிடலாம் அப்படின்னு பேசுறாரு தற்சார அடைஞ்சிடலாம் அப்ப இவங்க எல்லாரும் எழுதுறாங்க என் தம்பி பாக்கி கேக்கிறேன் பத்து வருஷமா நீங்க பேசுறீங்கன்னு பாராட்டி அவர் பேசும்போது மில்க்கு டைரிஹே பேசி அதனால இவங்க போடுறேன் அப்போ உழைப்பிலிருந்து வெளியேறுவது பேராபத்து இப்ப அவன் என்ன பண்ணுவான் நாங்க தேவர் ரெண்டு கோடி நாடார் ஒரு கோடி வன்னியர் ரெண்டு கோடி நம்ம பேச்சுக்கோம்ல ஆக நாங்க ஒரு ரெண்டு கோடியும் பாவேன் இந்தி காரன் அன்னைக்கு ஒரு ஒரு கடையில் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நானும் என் தம்பி எல்லாரும் ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்துக்கிட்டு ஒரு வட இந்திய வேலை செய்யணும் அவன் வந்து பாணி கர பாணி ஜலிச்சிக்கரை ஏண்டா அவன் தமிழ் படிச்சுக்கிட்டு வேலை செய்ய மாட்டானா தமிழ காசு தமிழ் வேணாமா அவனுக்கு இப்ப வட இந்திய வந்துட்டா அவனோட பேசி கத்துக்கிட்டு இருக்காங்க அதுல இந்திய படிக்க சொல்றான் ஏன்னா வட இந்தியாவில வேலை கொடுக்க போறியா இந்தி படிச்ச நாய் தான் என்ன நக்கிக்கிட்டு இருக்க ரெண்டு கோடி பேர் இங்கே வந்ததுக்கு நக்கிறான் என் வீட்டில் அங்க வேலை இல்லாம தானே இந்த சோன் பப்படி சொற்று விக்கிற நாயெல்லாம் யாரு யாரா அம்மா என்ன பாரு தப்பு விட்டமான உனக்கு போர்க்குணம் போயிருச்சு போர்க்குணம் போயிருச்சு தமிழன் ஏன் அடிமையான அத மறந்துட்ட மறந்துட்ட நீ உனக்கு கோயில் திருவிழாவில வந்து நீ வேல் குத்துனது அளவு குத்தி ஆடினதான் எதுக்கு எதுக்கு போருக்கு நம்ம பயிற்சி கொடுக்குறா அது வந்து போர் மரம் குத்தும் போது வேல் இப்படிதான்டா வலிக்குது விழா குத்தி ஆனாடா வலிக்குது பறவை காவடியில் தொங்குனம் பயப்படாம போறான் காயத்தை பாத்திர காயத்தை ஆத்திரான் அவனுக்கு துணி வந்துருது தெளிவு வந்துருது வீரம் இவ்வளவு தாண்டா அப்படின்னு உனக்கு எதுக்கு காது குத்துறான் காயம்னத்திற்கு மரபிற்கு அவ அதனாலதான் பிறந்த உடனே குழந்தை இறந்துட்டா நெஞ்சை கீறி புதைக்கிற மரபினர் நீ அத நல்லா கவனிச்சுக்க தெரியலன்னா தெரிஞ்சுக்க முதல்ல படி இல்லன்னா அண்ணாமலை மாதிரி தான் முடிக்கணும் கேள்வி சொல்ல முடியாம இருபதாயிரம் புத்தகம் படிக்கிறாயிரம் புத்தகம் படிச்சவரை அமைதியா போயிட்டாரு அரிவாசன் அம்பேத்கரு பல புத்தகங்கள எழுதின இறை ஐயா எஸ் ராமகிருஷ்ணும் எதுவும் இல்ல ஒரு புத்தகம் எழுத பாதி நூலகத்தை படிக்க வேண்டியது ஒரு அறிஞர் ஒரு புத்தகம் எழுத அப்ப வைரமுத்து எழுதின புத்தகத்துக்கு இஸ்ராமகிருஷ்ண இறை என்பது புத்தகத்துக்கு அதெல்லாம் எத்தனை உலகத்தை படிக்கணும் அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டு வந்து ஐபிஎஸ் வேலைய வேலை பண்ணி ஒன்னு ரெண்டு வருஷம் வச்சிருப்பாங்களா அப்புறம் வேற ஆளு நீ வந்து ஒரு குழு வச்சிக்கிட்டு தனியாக சுற்றி தெரியணும் இப்போ எங்கள் அண்ணன் பண்ணுறாதி கிஷன் எங்கே இருக்காருனா அவருக்கும் தெரியல எங்களுக்கும் தெரியல ஏதோ அம்மா தமிழை சேர்க்காது ஒரு ஆளுநரை போட்டு கிடத்தி விட்டாங்க அது மாதிரி இந்த பாரதிய ஜனதா பெருமக்கள்கிட்ட குறிப்பாக தம்பி அண்ணாமலைகிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் உங்கள் ஆளுக்கிட்ட சொல்லி இந்த ஹெச் ராஜாவுக்கு ஏதாவது ஒரு மா பல மாநிலம் வச்சுருக்கேன் ஏதாவது ஒரு மாநிலத்தில் அவருக்கு ஒரு ஆளுநர் உதவி வாங்கி கொடுத்துரு அதுக்கு தான் அந்த மனுஷன் இவ்வளோ பேச்சு பேசிட்டு இருக்காரு பேசி பேசி பயிற்சி மாற போகிறார் கைது செய்து அவர் கடைசி காலத்தில் நிம்மதியாக இருந்துட்டு போட்டோம் அவரை தூக்கி ஏதாவது ஒரு மாநிலம் ஏதாவது ஏதாவது ஒரு மாநிலத்தில் யாராவது போட்டு விடுப்பா தயவு செய்து போட்டு விடு நல்லா இருப்பேன் உன்னை அன்பா வேண்டி இந்த அண்ணன் கேட்டுக்கிறேன் தயவு செய்து ஐயா உங்களுக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டேயா உங்களுக்கு நான் பரிந்துரைச்சிட்டேன் இதை நீங்க எதிர்பார்த்தீங்க செஞ்சிட்டேன் காரக்குடியில் ஒரு ஆளுநர் அவ்ளதான் என்னால் முடிஞ்சது என்னால் முடிஞ்சது அவ்வளோதான் அதனால என்ன என்னது அந்த அதை வந்து அது எதிர்காலம் வந்து உங்களுக்கு என் நமக்கு தெரியுது பாருங்க இப்படித்தான் போய் நிற்கும் இங்கே முடியும்னு இவன் வந்து ஏறி வட இந்தியவர் அதனால தான் வடகிழக்கு மாநிலங்களில் இன்னர் லைன் பெர்மிட்டன் கொடுக்குறான் இன்னர் லைன் வரும்போது எவ்வளோ காலம் தங்குவேன் நாங்கள் போகும்போது அப்படிதான் எடுத்துகிட்டு போனோம் அப்போ நீங்கள் வந்து அந்த பெர்மிட் எடுத்துகிட்டு வர்றது எவ்வளோ காலம் இருப்பேன் எங்கே தங்குவ எவ்வளோ வேலை அப்புறம் சுழற்சி முறையில் போயிட்டான் அவன் இங்கே தங்க மாட்டான் அவனுக்கு ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது ஓட்டு போட அவன் போட்டு வரும் எனக்குர்நாடகான் ஒடுங்கி கிடக்கிறேன் ஒரு தேசத்தை இழந்துட்டேன் ஆயிடுவேன் நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது என்று என் உயிர் தலைவன் எங்களுக்கு கருத்திருக்கான் எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நிலம் எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம் என்கிறார் கவிப்பார் சுவை முதலில் இடத்தை உறுதி செய்ய முன்னிறுத்து இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன் முதல்ல உன் இடத்த நிக்கிற இடம் அனாதையாக அகதியாக தீர்வாய் வெங்காய தாமற மாதிரி அலை எங்க அடிச்சாலும் இப்படி அலைவேன் எங்க சோறு பொறுக்கி திண்டி சாவண்டிதான் பாரு ஆதி குறவர் குடி ஆதி தாய்க்குடி மகன் குடிவுரிமை குடி சான்றிதழ் சாதி சர்டிஃபிகேட் வாங்க முடியல தீ குடித்து செத்து போயிட்டான் இந்த அளவுக்கு தான் இதுதான் திராவிட ஆட்சி பார்த்துக்க இந்த அளவுக்கு தான் அவன் நரிக்காரன்னு தெய் அக்கி பிக்கி நக்காலேன்னு அவனுக்கு பேர் மகாராஷ்டிராவில் அது வந்து நான் பாசி அவன் ஒரு தடவை பாருங்கள் நானே முன்னாடியும் திரு திருநெல்வேலியில் என் தம்பி கூட்டி போன திருமணத்துக்கு எங்கள் மா மாமா மகங்கிறனால அவங்களுக்கு எல்லாரும் அடையாளம் தெரிஞ்சு அத்தா வா வார அசாத்தின்னு கூட்டி போகிறாங்க நான் கார் விட்டு இடணும்னு அவ்வளோ கடந்துட்டு போயிட்டாங்க சொந்தக்காரங்களாம் நான் தனியாக நிற்கிறேன் அந்த நேரம் இந்த பாசி ஊசி விற்கிறபடியா இந்த மாயாண்டி சார் மாயாண்டி குடும்பம் சார் சார் நான் உங்காலும் சார் நான் என் பொண்டாட்டி ஆமாம் ஆமாம் நீங்கள் நான் கொர வரேன் போகிட்டு அவங்க அந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து ஏ மாயாண்டி சார் நல்லா நடிச்சிருக்கீங்க சார் மாயாண்டி குடும்பம் சார் பாசி சார் பாசி சார்னு போட்டு நமக்கு நேரத்துக்கு அதுக்கு என்னை ஆதி தமிழ் குடியை குறவர் நான் குன்றில் வாழ்ந்ததால் உச்சரிப்பு என்று அழைக்கப்பட்டோம் எல்லாருமே மக்கள் எங்களுக்கு பெருமை அங்க இருந்து ஆதி குடி நீ இரண்டாவது என்ன இதுல சிறுமை வந்துருச்சு மொலாயம் சிங் யாதவ் சத்தத்துக்கு அடிச்சிருக்கோம் அடிக்க சொல்றா அந்த வா முல்லை நிலத்தில் ஆடு மாடுகளை புரியுதா உங்களுக்கு அப்ப என்பன் எழுதுறாரு அதுக்கப்புறம் எழுத்து வருது அப்ப அந்த முல்லை நிலத்தில் வாழ்ந்த குடிகளின் தலைவன் கையில் ஒரு கோலை ஒரு கோன் அதை ஏந்தி பிடித்த அரசன் அவலாசி உங்களை எந்த நூற்றாண்டது எந்த நூற்றாண்டுல உங்களுக்கு இதை விட ஒரு மகன் அன்பா எவன் கத்துவான் அவனுக்கு சொல்லு நான் ஓட்டுக்காக நின்னாதானே பேச பயப்படணும் நான் உன் உரிமைக்காக உன் உணர்வுக்காக உங்க உயிர்கா நிக்கிறவன் நான் என் தலைவன் மீது ஆணையா சொல்றேன் நான் உங்களின் வாழ்க்கைக்கானவன் அல்ல நான் என் இன மக்களின் வாழ்க்கைக்கானவன் வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் எதிர்கான வாழ்க்கைக்காக நான் போராடுறேன் இது என் அண்ணன் மீது என் அன்னை தமிழ் மீது சத்தியம் நீ நம்புனா நம்பு நம்பாட்டி போய் புரிந்து கொள்ளாது நீ எனக்கு ஓட்டு போட்டும் பயன் இல்ல நான் அதை வாங்கி ஒன்னும் இல்லை இனிமேலாவது என் தம்பி தங்கைகளாவது நாங்கள் கோல் நாங்கள் ஆயிரம் ஓட்டு எதையாவது ஒண்ணு சொல்லி இங்குட்டு ஒரு கூட்டம் தலித்து எந்த மொழி சொல்லுங்க பதில் இல்லை ஆதி திராவிடர் அவர் ஆதி தெலுங்கர் அவர் ஆதி கன்னடர் அவர் ஆதி மலையாளி நாங்கள் ஆதி திராவிடர் எவ்வளோ நுட்பமாக ஏமாற்றிருக்க பாருங்க வடக்கிருந்து இங்கே வந்தாங்கன்னா இந்து இந்தியன் இங்கிட்டருந்து வந்தான் கேரளாவில் இருந்து திராவிடர் ஆந்திராவில் வந்தாங்கன்னா திராவிடர் கர்நாடகாவில் இருந்தாங்கன்னா திராவிடர் நான் கேரளா தமிழன் நான் ஆந்திரா தமிழன் நான் பீகார் தமிழன் குஜராத் போன தமிழன் போனாலும் தமிழன் ஆப்பிரிக்கா போனாலும் தமிழன் அமெரிக்கா போனாலும் தமிழன் பிரிட்டனுக்கு போனாலும் அயலான் அயலான் அத வந்து அங்க ஒரு தம்பி பிக் பாஸ்ல பாடிட்டாசன் புது வழக்கம் அப்படிலாம் சொல்லக்கூடாது தமிழ் உணர்வோடு யாரு இருக்காங்களா உணர்வான வேற தமிழ வேற அவர் நல்ல தமிழ் உணர்வாளர் தம்பிக்கு நல்ல தமிழ் பற்று எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற நான் தமிழண்டா அப்படி தான் பேசக்கூடாது அம்மாவை ஒரு தடவை தான் அம்மான் சொல்லணும் சொல்லிட்டு கூடாது போராட்ட ஆதரவாளர் வேற ஈழ விடுதலைக்கு போராடுகிற போராளி வேற ரெண்டையும் வச்சுக்கணும் இவர் ஈழ விடுதலை ஆதரவாளர் வேற விடுதலைக்காக போராடுகிற போராளி வேற நாங்கள் விடுதலைக்காக போராடுகிற போராளிகள் தமிழ் பற்றாளன் வேற தமிழன் வேற நான் தமிழன் அது தெரியாமல் நீங்க வந்து அது வந்து இங்க பிறந்துட்டாருன்னா அப்படின்னா நான் நல்லா பிரிட்டிஷ் பிரிட்டனில் பிறந்துட்டேன் நல்லா இங்கிலீஷ் பேசுவேன் என் பிள்ளையெல்லாம் பேசுவேன் வெள்ளைக்காரனை விட வெள்ளை ஆயிடுச்சு என் பிள்ளைங்க அவனை விட அழகா ஆங்கிலம் உச்சரித்து பேசுகிறாங்க அவங்க சொல்லக்கார வெள்ளக்காரனை ஏத்துறோன்னா இங்கிலீஷ் இங்கிலீஷ்காரனை ஏத்துருவான சொல்லுங்க ஏத்துருவானே புதுசு புதுசாக விளக்கம் அறிஞர்கள் ராஜராஜ சோழன் இந்துவா சைவரா ஒரு பெரிய சண்டை ஓடு நாட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரலாறு படிக்கிறதில்ல வாசிக்கிறது இல்லை அவங்க காலத்தில் இந்தியாவும் இல்லை இந்துன்னு ஒரு மதமும் இல்லை அவர் கட்டிது சைவ கொல் வரலாற்றில் அவர் குறிப்பே சைவ மரபினருந்தான் இருக்கு நான் பேசும்போது கோச்சுக்கிறேன் இந்த மன்னன் படத்தில் ரஜினி பட்டை போட்டு ஒரு போட்டு வேட்டி கேட்டு பேருந்தில் வருவார் புஷ்பம்மையார் அவர்கள் கேட்பாங்க நீங்கள் என்னது க பட்டை கொட்டை ராஜராஜ சோழவம் சோ வீர சைவர் அதையே நான் சொன்னால் நீ கேவலமாக பார்க்குற அதை எடுத்து நான் பேசுனதே ரஜினி பேசினு போட்டான் உண்மையிலேயே நாங்கள் வீர சைவர்கள் என்னையே நீ மதமாத்துற எனக்கு பிடிக்கப்பட்ட வீட்டில் தாழ்த்தப்பட்ட வீட்டில் அவர் சாப்பிட சாப்பிட்டியா மாட்டுக்கறி சாப்பிடுவாப்பி அவர் சாப்பிடுறத சாப்பிடுவியா நான் சாப்பிடுவேன் நீ சாப்பிடுவியா தேவேந்திர பட்டியல் பிரிவில் இருந்து எடுத்துட்டா கிடைக்கிற இடஒதுக்கீடு வேண்டாம் வேண்டாம் பிசி ல சேர்த்து எம்பிசி சேர்த்துரு நான் எஸ்சி ல இருக்கும்போது என்ன கொடுக்கறேன் எனக்கு எவ்வளவு கொடுக்கறத சொல்லும் சேர்த்து கொடுத்துருவா வரான அவ்ள இங்க நான் பட்டியல் பிரிவில் இருக்கும் போது என்ன எனக்கு தமிழ் பெருங்குடி மக்கள் புரிஞ்சுக்கணும் தாழ்த்தப்பட்டவன் என்ற சொல்லுக்கும் தாழ்ந்தவன் நாம தாழ்த்தப்பட்டவர்கள் தாழ்ந்தவன் இல்ல தாழ்த்தப்பட்டிருக்க யாரால் என்று, அவனைதான் தேடி பயலாது அடிப்படையில் பத்து உள்காடுக்கீடு யாருக்கு முன்னேறிய வகுப்பினர் அவர் தான் முன்னேறி வகுப்பினர் சாதி முன்னேறி சனியை முடிச்சு அவருக்கு முன்னேறி முன்னேறிய வகுப்பினரில் பொருளாதாரத்தில் பின்தங்கினார் தெரியுது இல்ல இல்ல ஒரு சாதியே இந்த பிறப்பின் அடிப்படையில் ஒரு சமத்துவ சமூகத்தை படைக்க பழம் போரா பெரும் பெறும் அறிஞர்கள் போராடி அந்த நிலையை உருவாக்க வேண்டும் என்று கனவு கொண்டு தமிழ் தலைமுறை பிள்ளைகள் நிக்கிறான் ஆனால் அது உருவாக முடியவே முடியாதுங்கிற நிலையில் இந்த பொருளாதார வகுப்பினர் என் தம்பி தங்கச்சிகள் இந்த தெருவில் சீமான் போக கூடாது சீமான் குளிக்கூடாது என்று சொன்னது நான் ஏழை என்பதற்காக அல்ல நான் தாழ்த்தப்பட்டவன் சூத்திரன் இளிமகன் என்பதற்காக நல்லா விளக்கணும் பொருளாதார அளவுகோல் என்பது மாறக்கூடியது இன்னைக்கு ஏழையாக இருக்கிற சீமான் ஒரு நாள் மிகப்பெரிய செல்வந்தனாக வளர்ந்துவிட முடியும் பொருளாதார அளவுகோல் மாறும் இன்னைக்கு ஏழ்மையில் இருக்கிறவன் நாளைக்கு பெரும்பனக்காரனாக வந்துவிட முடியும் அதானி அம்பானி உயரத்து கூட வர முடியும் ஆனால் நான் எவ்வளவு செல்வந்தன் ஆனாலும் என் மீது சுமத்தப்பட்ட அந்த எலி தாழ்த்தப்பட்டவன் தாழ்ந்தவன் என்கிற அந்த எழி போகாது சாங்கிர ஐயா இளையராஜான் அவருக்குறோம் இனிமேல் தகுதி பார்த்து உயரத்துக்கு போனாலும் என்மேலும் சுமத்தப்பட்ட அந்த இலி சொல் போக மாட்டேங்குது அதனால தான் நாம் அந்த பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கிட்டு கொடுக்காத பத்து விழுக்காடு ஒன்று அதை வாங்கிக்கிட்டு அதே சாதிய திம்மரோடும் எவடாணி வரப்பையங்க வா பல்லப்பையவாண்ணா இது பரப்பைய பல்லப்பையெல்லாம் இருக்கிறதுக்கே வாங்க பாய் அப்படின்றான் அது மேலேனு போயிட்டான் பல பேரும் அப்படி போனோம்ண்ணா என்னமோ பாயிலாம் அரபு நேரத்துல இருந்து அப்படியே ஒட்டாளத்திலேயே இங்கே வந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு தான் பூரா என் சொந்தக்காரன் என் மாமச்சின என் உடன் பிறந்தவன் இஸ்லாமிய மக்களுக்கு நான் என் இன சொந்தங்களுக்கு தான் பேசுறேன் இஸ்லாமியர்னு பார்த்து பேசுறது இல்லை அதை நீ புரிஞ்சுக்கணும் நான் யாருன்னு நான் தான் சொல்லுவேன் தம்பி நீ சொல்லக்கூடாது எனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட தான் கேட்கணும் இந்த அதை வச்சுக்க புடி தொலைச்சு புரிய நான் யாருன்னு என் தக்க நான் சொல்லுவேன் நான் தமிழன் நான் சிவன் முருகனை வழிபடுகிற வீர சைவம் என் சமயம் நீ ஏன் ஒவ்வொருத்தன மதமாத்திட்டு வர ஒவ்வொருத்தன மதம் வள்ளுவருக்கு திடீர்னு வச்சு அவரை மதம் அன்னைக்கு இந்த பயிலதான் அவரை பாடக்கூடாதுன்னா இங்க புல என் பாடுவது தெரியுமனுக்கு இந்த குரலை எந்திரிச்சு போயிட்டான் இன்னைக்கு அவரு கால ஆயிட்டாரு ஒரு அறிவாளி எடமாட்ட அவளிய புதுசாலி நம்ம மாயோன கிருஷ்ணர் ஆக்கி அவரு இங்க பாருங்க எங்க ஆளுதான் அவதாரம் எடுத்து ஆயர்குடியில் பிறந்தார் ஏன் விட்டுவிக்க கூடாதுல்ல அவரை யாரையும் சொந்தமாகி அவன் தமிழனுக்கு விட்டுறக்கூடாது அப்படிதான் இப்ப கடைசியாக வந்து கை வைக்கிறது நீ வை வை முன்னேறிய வகுப்பினர் உயர் சாதியினர் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க ஒரு குரங்கு நாலு அணில் சண்டை போட்டுக்கிறது ஒரு அணியில் சொல்லுது உனக்கு ஒன்றும் தெரியல படம் முட்டாப்பையே இன்னொரு அணியில் சிச்சி உனக்கு தான் புரியல நான் ரொம்ப புதுசாலி இன்னொரு அணியில் நீங்கள் ரெண்டு ஒரு முட்டாப்பையில நான் தான் பெரியாள் இன்னொரு அணியில் மூணு பேருமே உனக்கு ஒன்றும் தெரியல நான் தான் பெரியாள் அது நாலு பேருக்கும் ஜண்டை பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஒருத்தண்டை போகுது அங்கே ஒரு குரங்கு போய் உட்காந்துருக்கு அந்த குரங்கு எந்த குரங்குன்னு உங்களுக்கு புரியும் உட்காந்துருக்கு உட்காந்துக்கிட்டு போய் இன்னொன்னே என்ன பிரச்சனை எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை இந்த மாதிரி எங்களை நான் வந்து நான்தான் புதுசாலின்ற இவன் இல்லை என்றான் இவன் தான் யார் பெரிய அறிவாளின்னு நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற வேலை செய்யுங்க போய் எனக்கு சாப்பிடாதா உண்டாங்க எனக்கு குடிக்கதாக உண்டாங்க என் கால அமைக்கி விடுங்க எல்லாம் பண்ணி ஒரு வாரம் நல்லா வேலை வாங்கிவிட்டு அந்த தீர்ப்பு நாங்கள் யாருன்னு சொல்லலையே அப்படின்னு நீங்கள் நாலு பேருமே முட்டா போயில் நான்தான் அறிவாளி உங்களை வச்சு ஒரு வேலையும் செய்யாமல் சாப்பிட்டுக்கிட்டு அப்ப ஒருவேளை புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம் வாழ்க்கையில் ஏமாலியா மட்டும் அறிவிச்சிறந்த தமிழ் சமூக பிள்ளைகள் உங்களுக்கு ஒவ்வொன்றும் பட்டுப்பட்டு அறிய முடியாது ஏற்கனவே பட்டமே நமக்கு பாடமாக இருக்கிறான் அதை தெரிஞ்சுக்கணும் இப்ப நீண்ட காலமாக வரலாற்று வழி நம்ம பார்க்குறோம் நம்ம எதனா விழுந்து கிடக்கிறோம்னே நமக்கு உரியதை நாம் பெறலை அதனாலதான் இந்த குடிவாரி கணக்கெடுப்பு எடு அதற்கேற்ப எனக்கு குடு இல்லை என்றால் சமூகநீதி என்று பேசுவதை விடு விட்டு வெட்டியா பேசி எங்களை ஏமாத்த தயாராக இல்லை நாங்கள் ார வச்சு தமிழக அரசு குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்க ஆவணம் செய்ய வேண்டும் அது பீகார் எந்த வழியில் முயற்சி செய்து அந்த குடிவரிய கணக்கெடுப்பு எடுக்குதோ அதே வழியில் தமிழகத்தில் எடுத்து குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் நாட்டின் வளங்கள் இதெல்லாம் இந்த மக்களுக்கு கிடைக்கப்படுகிற மாதிரி செய்ய வேண்டும் அதுதான் உண்மையான சமூக நிதியாக இருக்கும் என்பதை வலியுறுத்தி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் புரட்சி வெல்லும் நாளை நாம் தமிழர் ஆட்சி அதை சொல்லும் நன்றி பிரபு சிநேகா இணையிற்கு பிறந்த இந்த செல்ல குழந்தைக்கு துவாரகா என்று பெயர் வைக்கிறேன் துவாரகா